السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله. الحمد لله لله رب العالمين للمتقين والسلام على سيدنا محمد اشرف அலம் வர வர அஹ் அஹ்லமீத்தஃபா فقد قال الله تعالى في القرآن النظيم الفرقان النجيد عدو الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الأرض لله يورثها من يشاء من عباده والعاقبة للمتقين صدق الله علي للعظيم وقال أيضا ألا إن أولياء الله لا خوف عليهم ولاهم يحزنون الذين آمنوا و كانوا يتقون صلى الله عليه وسلم وصداق الرسول النبيل الكريم ونحن على ذلك من الشاهدين والشكرين والحمد لله رب العالمين قال نبينا وسيدنا وربينا مرشدنا محمد صلى الله عليه وسلم ان من عباد الله من لو اتقى الله لا عبرى رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري من رضينا بالله دينا صلى صلى الله الله عليه عليه وسلم وسلم بشيخنا قدس والسلام عليك يا سيدي يا رسول الله بيدي يا يا رسول الله صلى الله عليه وسلم يا رسول يا سيدي رسول رسول رسول رب العالمين ஸ்லாம் நபீர அல்லாஹ் ஹும ஸல்லி அலா سيدனா முஹம்மதின வ அலா அலி سيدனா முஹம்மதி அதத கமாலில்லாஹி வ கமாய யதீக பிகமாலிஹி அல்லாஹ் ஹும ஸல்லி அலா سيدனா முஹம்மதின வ அலா அலி سيدனா முஹம்மதின திப் பில் குர்பி தவாயிஹா வ ஆஃபி தல் அப்தானில் ஷிஃபாயிஹா வ நூரல் அப்சாரி வல் தியாஹி வ அஹலஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் இன் லா பஹல முஹஜ்ஜிம் அல்லாஹ் ரஹ்மன்கே உர்தாஹ்துக்தாக அவனுடைய தூதர் இம்பெருமானார் ஹாத்தம் ரசூல் முஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹு வசலாம் அவர்கள் மீதும் அவர்களின் அடைச்ச ஒற்றை தவறாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் சாலியுங்கள் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் மீதும் இங்கு புலமிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் ஜும்மாவிற்கு வருகை தரையிற்குரிய நம் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானம் மேலும் நமக்கு கல்வி கற்பித்து தந்த நம்முடைய ஆச்சான் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பல்கு தடைந்து நின்று நிலவட்டமாக ஆமீன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலையங்கம் அதன் அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய தலையெங்கம் இந்த வாரத்தினுடைய மகுடம் இறை நேசர்களுக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் வரக்கூ எல்லாம் அல்ல அல்லாவின் அருணும் அவனின் நம் மனைவியின் மீது வந்து சேரட்டுமாக நாம் எல்லாம் ரபியுள் அக்பர் என்று சொல்லக்கூடிய மாதத்தை நினைவுபடுத்திவிட்டு அதற்கு அடுத்த மாதமான என்ற மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ரஹ்மான் அவனுடைய கர்மையான கருணையின் பொருட்டால் நம் அனைவருடைய பிள்ளைகளை மன்னித்தல் நம் உடற்புற மனைவி மக்கள் நம் சொந்த குழுமையின் நம் அனைவருடைய மேலும் யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கு அம்மா நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் பரிபூர்ணமான சிக்காமையும் கொடுத்தல்வானாக நம் என்னென்ன நம் அனைவருடைய நிறைவேற்று தருவானாக தமிழ் செய்தாக உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் அது கல்வியிலும் சரி அவன் ஆசை கொண்டிருக்கின்றான் நம்முடைய பிள்ளைகள் வாங்கக்கூடிய பரிசாக இருந்தாலும் சரி அதை பார்த்து வாங்குகின்றனர் மனதும் செய்கின்றானோ அதாவது அவருடைய தலையில் பெற்றோர்களுக்கு அப்படியான உலகத்தில் வாங்கின்ற பொழுது தன்மையோடு இந்த உலகத்தை நிறுத்தி இந்த உலகத்தில் உண்டான அற்புதமான பொருட்களை வெறுத்தும் என்று சொன்னால் ஆசிரத்திலும் நமக்கு பரிசை தருவான் என்பது நிதர்சனம் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அறியக்கூடிய மக்களாக நம்ம நைன் மாற்றிடுவான் பொக்காக மக்களான தாலிகின்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் மூன்று உள்ளடக்கி கொள்ளுங்கள் விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் முதலாவது சொல்வார்கள் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லிக் காட்டுவார்கள் அதற்கு அர்த்தார்கள் நீங்கள் விட்டுவிடுங்கள் கட்டுப்படாமல் என்று சொன்னால் அல்லாஹு பெரும் துன்யாவை விட்டு நீங்கள் விலகிவிடுங்கள் இந்த துன்யாவின் அதாவது அற்பதான் இந்த துன்யாவில் வாழ்கின்ற பொழுது பொருட்கள் மீது மோகம் கொள்ளாமல் காட்டுவார்கள் மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் பார்த்து ஆறு ராமதவாய் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் அலங்குலமாக வீதியில் உலா வருகின்றார்கள் ஒரு நாள் ஒரு ஆடை இல்லாமல் அவையை ஒன்றாக சீவி கொள்ளாமல் வீதியில் உலா என்று சொல்கின்ற பொழுது தன்னுடைய மகனா எப்படி கேட்பது என்பது கூட தெரியாமல் ஆறு ராமதாலி அவர்கள் நினைத்து செல்கின்றார்கள் அப்படி கடந்து செல்கின்ற பொழுது ஆளுநர் அவர்கள் தன்னுடைய மகனாரை அழைத்து சொல்கின்றார்கள் என்னை என் அருமை மகனை அழைக்கின்றார்கள் அழைத்தது மாத்திரம் அல்லாமல் அவர்கள் சொல்கின்றார்கள் என்னை அரசர்களுக்கு மத்தியில் இந்த சிப்பாய்களுக்கு மத்தியில் தோழர்களுக்கு மத்தியில் என்னை இப்படி கேவைப்படுத்துகின்றீர்களே என்று அந்த மகனார் இடத்தில் பொழுது அவர்கள் ஒன்றுமே பேசவில்லையாம் தன்னுடைய மகனார் தந்தை இடத்தில் ஒன்றுமே பேசவில்லையாம் தன் மகனாரை தன் மகனாரை பார்த்து சொல்லுகின்றார்கள் நான் அரசை இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் உங்களுக்கு இந்த கோலம் என்று கேட்கின்ற பொழுது தன்னுடைய மகனார் அமைதியாக விட்டார்கள் இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நற்காரியமோ அல்லது செய்யாதே என்று நாம் சொன்னாலும் கூட நம்ம பையன் என்ன செய்வான் அது உனக்கு தேவையா இருக்கும் வேலை பார்த்து அப்படி அது உனக்கு தேவையோ வேலையை பார்த்துடுவான் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஏற்ப பெற்றோர்கள் மாறுகின்றார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தனக்கேற்ப மாற்றிக் கொள்கின்றனர் நிதர்சனம் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகன கோலம் என்று கூட தன்னுடைய மரத்தில் ஒரு அழகான பறவை அமர்ந்திருக்கின்றது அந்த பறவை அழைத்து சொல்கின்றார்கள் மீது சத்தியமாக பறவையே இங்கே வா என்று சொல்லிவிட்டு உன்னை படித்த அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன் என்னுடைய கையில் வந்து நீ உட்கார அமரின் சொல்கின்றார்கள் அந்த பறவை அந்த என்று கட்டுப்பட்டுவர்கள் சொல்வர்கள் பொழுது பார்த்து மகனார் நீங்கள் உங்களை மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் அரசையில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய என்று ஒரு மோதிரத்தை வாங்கிக் கொண்டு புறப்பட்டு ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நடந்த காரணத்தால் எனக்கு எனக்கு கட்டுப்பட்டால் நீ பறவையை இந்த பூமியும் தருவேன் நீ எந்த காரியமும் செய்த அதாவது மாத்திரமல்லாமல் அல்லாஹு ரு நாடுகின்றனோ அவ அறிவித்து காட்டுவார் பெருமையை அவர்கள் பாலைவனத்தில் ஒரு நபர் சம்பளம் விட்டு அமர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றார் சாத்தியாகுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியப்படாததான் ஆனால் இறைமேசருக்கு அல்லாவினா இப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த பாலைவரத்தின் மேல் காற்றை வசப்படுத்து கொடுத்தாமல் சம்பளமிட்டு அமர்ந்தவர்களாக ஒரு நபர் பறந்து கொண்டிருந்தார் நீ யார் உனக்கு எப்படி இந்த பெரிய அந்தஸ்து சொல்கின்றார் அல்லாவினுடைய அடியார்களில் நின்றும் நானும் ஒரு அடியார் நான் ஒரு வழி என்றும் கூட சொல்லவில்லை நான் ஒரு இறைமேசர் என்றும் கூட சொல்லவில்லை மாற்றமாக அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அல்லாவுடைய அடியார்களில் நின்றும் ஒரு அடியார் உள்ளத்தில் ஏற்பட கூடிய அவனுக்காக நான் விட்டுவித்துவிட்டேன் அவனுக்காக வேண்டி நான் விட்டுவிட்டேன் அதன் மூலமாக அந்த விட்டுவிட்டதின் காரணத்தால் அல்லாஹு தாலாற்றை வசப்படுத்தி கொடுத்தான் என்று அந்த நபர் அவர்கள் சொல்லிவார்கள் ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனோச்சைகளுக்கு கட்டுப்படாமல் மனோச்சைக்கு கட்டுப்பட்டு மனோச்சைகளை விட்டு விலகி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த அற்புதமான துன்யாவை விட்டு வெறுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா காற்றையும் வசப்படுத்தி கொடுப்பான் என்பதன் மூலமாக அதே கிரந்த சொல்லித் தருவார்கள் கொடுத்தியம் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததன் காரணத்தால் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இதுதான் இறைநேசர்கள் என்றால் யார் என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் என்றால் யார் இறைநேசர்கள் என்றால் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் தான் இறை நேசர்கள் என்று அண்ணன் பெருமாள் கூறிக் காட்டியதாக நமக்கு சொல்லித்தார் ஹதீசில் இன்னொரு அறிவிப்பில் சொல்லி காட்டுவார்கள் பெருமானார் சொல்லுவார்கள் நல்லவர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தருமா என்று அல்லதீன நினைவு வருமோ யாரை பார்க்கின்ற பொழுது அல்லாவுடைய நேசம் வருமோ அல்லாவுடைய நினைவு வருமா அவர்கள் அவத்திற்கேற்ப நம்முடைய மாறும் உண்மைதான் அப்படி இருக்கின்ற பொழுது நல்லவர்களோடு நீங்கள் இருங்கள் நீங்கள் நல்ல சூழ்ந்திருங்கள் நல்ல கலந்திருங்கள் சீர்ந்திருங்கள் அப்படி நீங்கள் எதற்காக சொல்கின்ற சொல்லுமா எதற்காக தெரியுமா அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடன் அவர்களுடைய நல்லெண்ணம் அவர்களுடைய சுகப்பட்டு ஏற்படும் அதனால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று தப்சீரில் நமக்கு விளக்கம் தருவார்கள் அவர்களை போன்று நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்று தஃசிர் ரூஹன் மரானியை பதிவு செய்வார்கள் இமாம்கள் ஆக யாருடன் சேர்ந்தால் யாருடன் போய் அமர்ந்தால் நல்லவர்களுடைய எண்ணம் நமக்கு ஏற்படுமோ அவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் அதாவது சொல்வார்கள் அவர் பலமொழி இருக்கிற அல்லவா அன்வோடு சேர்ந்து நாரும் மறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அதை போன்று அதாவது நல்லவர்களோடு நாம் சேர்ந்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய நறுமணமும் நமக்கு ஏற்படும் அது மாத்திரமல்லாமல் அவர்களை தோன்று நாம் ஆகுவதற்கும் அல்லாஹல்லா திருப்பை செய்வார் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் அல்லாவின் மீது ஏதாவது ஒரு காரியம் செய்தார்கள் என்று சொன்னால் செய்து விடுவார்கள் என்று சொன்னால் அண்ணாவத்தாலாவதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக புகாரி ஷெரீஃபில் இரண்டாயிரத்தி எழுபத்தி மூணின் நம்பரில் பதிவு செய்வார்கள் அது அல்லாமல் பெருமானார் சொல்ல சொல்லியதாக சௌபான் நதி அல்லாத அறிவித்து காட்டுவார்கள் என் உம்மத்தில் சிலவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் இருந்து உங்கள் நேரத்தில் ஒருவர் வந்து ஒரு தங்க நாணயத்தை யாசித்தால் அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் அது மாத்திரம் அவர்கள் யாசித்தார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள் பைசாவையும் அவர்கள் யாசித்தார்கள் என்று சொன்னால் அதையும் கொடுக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் அல்லாவிடத்தில் ஒரு சோனத்தை பெறுவதற்காக வேண்டி வேண்டி அல்லாவிடத்தை அவர்கள் சத்தியம் இட்டு சோனத்தை என்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாமுத்தாலா அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அந்த மனிதனின் மேனையில் இரு போர்வைகள் மாத்திரம் இருக்கும் பெரும் இரண்டு போர்வைகள் மாத்திரம் இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள் அவரை மக்கள் யாரும் ஒரு பொருத்தாகவே கருத மாட்டார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள் அல்லாவிடம் எதையாவது ஒரு காரியத்தை அவர்கள் சத்தியமிட்டு அவர்கள் இதனும் ஒரு காரியத்தை நிறைவேற்றினார்கள் அதாவது செய்தார்கள் வேண்டினார்கள் என்று சொன்னால் அல்லாஹை கொடுப்பான் என்பதாக பதிவு செய்வார்கள் அவர்கள் அடிமையான ஒரு அடிமையை பெண்ணுடைய பல்லை ஒரு உடைத்து விடுகின்றார்கள் அடிவாங்கிய பெண்ணுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் பெருமானார் சலுகை வந்து கிசாஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் சலுகை வருகின்றார்கள் வாங்க வேண்டும் என்று வருகின்றார்கள் வந்தது மாத்திரம் அல்லாமல் இந்த ரொபை ரீதியான அவர்களுடைய குடும்பத்தார்களும் சொல்லுகின்றார்கள் மன்னித்து விடுங்கள் நீங்கள் மன்னித்து விடுங்கள் நாங்கள் உங்களுக்கு பிணைத்தல் தருகின்றோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த உடைக்கப்பட்ட குடும்பத்தினர்களுடைய அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் கிசாஸ் வாங்காமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் என்று சொல்கின்றார்கள் இந்த ரொபை ரதியுடைய சகோதரர் அவர்கள் அவர்களை சொல்கின்றார்கள் அவனுடைய பல் அல்லாவின் மீது சத்தியமாக உடைக்கப்படாது என்று சொல்லுகின்றார்கள் பெருமானார் உடனே சொல்லுவார்கள் அல்லாவுடைய கித்தாபில் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் எப்படி சொல்கின்றது பெருமானார் சொல்லுங்கள் கேட்கின்ற பொழுது அவருடைய மனசு அந்த குடும்பத்தாரனுடைய மனசு அதாவது பல் உடைக்கப்பட்டதல்லவா அவருடைய மன மனசு அந்த குடும்பத்தாரனுடைய மனசு மாறிவிட்டது நாங்கள் மன்னித்து விடுகின்றோம் என்று அந்த குடும்பத்தார்கள் சொல்கின்றார்கள் அது மாத்திரம் அல்லாமல் பெருமானார் சொல்லு சொல்வார்கள் அல்லாவிற்கு சில அடியார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ் மீது ஒரு சத்தியத்தை செய்தார்கள்த்தியம் என்று சொல்ல சொன்ன குடும்பத்தனசு மாறிவிட்டது என்று உடைக்கப்படாது என்று சத்தியம் என்று சொல்லியதும் அவர்கள் மன்னித்தார்கள் என்று வரலாற்றில் சொல்லி புகாரியில் மனவீச்சு அவர்களுக்கு அல்லாஹாலும் காரியம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று வரலாற்றில் சொல்லி காட்டுவார்கள் ஆக இப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள் ஒரு சமயம் பெருமாநாடு சஹாபி சபீனா ரதி அல்லாத்தால ஒரு பயணத்தின் போது பயணம் சென்றிருக்கின்ற பொழுது அவருடைய கப்பல் கலந்து விடுகின்றது கலந்து அவர்கள் ஒரு காட்டின் பக்கம் ஒதுங்கின்றார்கள் அவர்களுடைய படையினர்கள் எல்லாம் அவர்களை சபீனா அவர்களை விட்டுவிட்டு சென்று அவர்களை விட்டுவிட்டு சென்று அப்படி சென்று இவர்கள் காட்டில் வந்திருக்கின்ற ஒரு சிங்கம் இவர்களை வழிமறுத்தது இவர்களை வழிமறித்தது அது சபீனா நதி அல்லாத்த அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆனால் சபீனத்து ஹாதிம் ரசூல் நான் பெருமாநாடையாளர் என்று சொன்னவுடன் எனக்கு வழிவிடு என்று சொன்னவுடன் அந்த சிங்கமே என்ன செய்தது என்று சொன்னால் அவருடைய வழியை அமைத்து கொடுத்தது அவருடைய கூட்டத்தாண்டது சேர்ந்து விட்டது என்று சொல்லி காட்டுவார்கள் ஆஹ் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட அதாவது உலகத்திற்கு ஏற்றவாறு வாழாமல் உலகத்தை வெறுத்து வாழ்ந்தவர்கள் தான் என்று சொல்லி காட்டுவார்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாத்துல வசப்படுத்தியும் கொடுப்பான் கட்டுப்படுத்தியும் கொடுப்பான் என்று சொல்லி காட்டுவார்கள் இப்ராஹிம் அஜிம் ராமதொலாலி அவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இப்ராஹிம் அஜிம் ராமதலாலி அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாள் கடற்கரையில் இருந்த எனக்கு ஒரு நாணயம் அவசியமாக தீனான் அவசியமாக தேவைப்பட்டது அப்படி தேவைப்பட்டு இருக்கின்ற உடனே நான் இரவின் இடத்தில் துவா செய்தேன் துவா செய்தது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தாலா என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த கடற்கரையில் இருக்கின்ற எல்லா மீன்களைய வாயில்களிலும் அல்லாத்தாலா அந்த தீனாரை வைத்து விட்டான் வைத்தது மாத்திரம் அல்லாமல் அந்த மீனுடைய அந்த மீன்கள் அனைத்தும் தண்ணீரின் மேல் வந்து வாயை துறந்து காமித்தது இப்ராஹிம் அது சொல்லுவார்கள் எனக்கு வேண்டிய ஒரு ஞான் அதாவது நாணயத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டேன் காயினை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி காட்டுவார்கள் வரலாற்றில் ஆக பெருமானார் சொல்ல அவர்களாக இருந்தாலும் சரி அவங்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா நல்லவர்கள் சாலைகின இருந்தாலும் சரி அவர்கள் தனக்கு தேவைக்கு ஏற்ப எதையும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் மனிதர் என்பவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அஹா அந்த ஆசை நமக்கு அதிகமாக இருக்கின்றது ஆசை அதிகமாக இருக்கின்றது ஒரு காரியம் நமக்கு வேண்டும் ஒரு காரியத்தின் மீது பிரியம் கொள்ள வேண்டும் அந்த காரியத்தை நாம் அடைய வேண்டும் அந்த பொருளை நாம் அடைய வேண்டும் என்பதெல்லாம் பேராசை கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறை நேசர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தனக்கு தேவைக்கு ஏற்ப எதையும் அவர்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள் இப்படிப்பட்ட வாழ இப்படி பட்டு பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுலைமான் அலிஸ்வலாத்து அவருடைய சிம்மாசனத்தை அலிஸ்வலாத்து நான் உங்களுடைய சிம்மாசனத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் நிறுத்துவார்வா என்று கேட்டதொழுதுமான் அலிசவலாத்துஸ்லாமர்கள் மறுத்துவிட்டார்களாம் ஆனால் அங்கு சபைகளில் இருந்த ஒரு நபர் கேட்டார் அவர் ஒரு நபி அல்ல அவர் ஒரு மலக்கல்ல அவர் ஒரு ஜின் அவர் ஒரு இறை நேசர் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய சிம்மாசனத்தை அம்மா அவர்களுடைய சிபாசகத்தை உங்களுக்கு நான் எடுத்து வருகின்றேன் அவர்கள் அபுகனிபார் அஹம்தாலி அவர்கள் அவர்களுக்கு நான்காயிரம் முஸ்தாதுமார்கள் இருந்தார்கள் அபுகனிபார் அஹம்தாலி அவர்களுக்கு நான்காயிரம் உஸ்தாதுமார்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அதில் ஒரு உஸ்தாதுடைய பேருக்கு பகதூர் என்பதாகும் அபுவானி பராமத்து பார்க்கின்ற பொழுது முதல் இடத்தில் முதல் இருக்கக்கூடியவர்கள் பகதூர் என்று சொல்லிக் காட்டுவார்கள் பகதூர் என்ற ஒரு உஸ்தாத் என்று சொல்லி காட்டுவார்கள் அவர்களிடத்தில் அபுகானி பராம்தலாளி அவர்கள் அவர்கள் திரு வீதியில் விழா அதாவது உலா கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் செருப்பில்லாமல் இருப்பார்கள் அதாவது ஒரு அலங்குலமாக அவர்கள் வீதியில் உலா கொண்டிருப்பார்கள் அவர்களிடத்தில் சென்று அபுவிபராம்தோலி அவர்கள் அல்லாவை பற்றி எனக்கு சொல்லித்தார்கள் என்று சொல்லிக் கேட்பார்கள் அந்த நபரும் சொல்லி கொடுப்பார் என்று வரலாற்றில் சொல்லி காட்டுவார்கள் இமாம் ஷாஃபி ராமத்துல அவர்கள் இமாம் ஷாஃபி ராமத்துள்ளாலி அவர்களும் ஒரு ஆடு மேய்க்கின்ற இடைவனிடம் இருந்து அதாவது அவனிடத்தில் போய் அமர்ந்து அல்லாவை பற்றி எனக்கு சொல்லித்தா என்று சொல்லி கேட்டினார்கள் என்று வரலாற்றில் சொல்லி காட்டுவார்கள் அது அந்த நபரும் அல்லாவை பற்றி சொல்லி கொடுத்தார் என்று சொல்லி காட்டுவார்கள் இமாம் அஹமது பின் அகமது ரஹத்து அவர்கள் இமாம் அகமது பின் ஹம்பர் அகமது அலி அவர்கள் ஒரு நாள் செருப்பு அணியாமல் இருக்கக்கூடிய வாழ்கின்ற அமர்ந்தார்கள் அமர்ந்தது மாத்திரம் அல்லாம மக்கள் எல்லாம் கேட்பார்கள் ஆலிமாக திகழ்கின்றீர்கள் பெரிய சட்டமீதியாக திகழ்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது போய் நீங்கள் படிக்க வேண்டும் அமர்ந்து நீங்கள் கல்வியை கேட்க வேண்டும் என்று ஒரு மாதிரியாக கேட்கின்ற இமாம் அகமது பின் ஹம்பர் அமிர்தர் சொல்வார்கள் அவர்களிடத்தில் நான் அல்லாவை பற்றி நினைவு நினைவு கேட்கிறேன் அல்லாவை பற்றி நான் கேள்வி கேட்கின்றேன் அதாவது அல்லாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் அவர்களிடத்தில் அமர்கின்றேன் என்று சொல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் இறை வேதத்தை பற்றி நான் அறிந்துவிட்டேன் ஆனால் இறைவனை பற்றி நான் அறிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நான் மண்டியத்து நான் பாரம் கற்கின்றேன் என்று சொல்லி காட்டுவார்கள் ஆக பொதுவாக இறைநேசர்கள் என்பவர்கள் மனத்தாரராக இருக்க மாட்டார்கள் ஏழ்மையாகத்தான் அவருடைய வாழ்க்கையை இருந்து கொள்வார்கள் எள்மையாகத்தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வார்கள் நபரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டிய நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் எப்படி அவருக்கு நாம் சங்கை செய்ய வேண்டுமோ அதே போல் நாம் சங்கை செய்ய வேண்டும் ஆக இறைநேசின் பொருள் எப்படி வேண்டுமானும் இருப்பார்கள் அலங்காரமாக இருப்பார்கள் அலங்கற்றமாகவும் இருப்பார்கள் சொல்லிக்காட்டுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அதே விதத்தில் நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால் சுகதற்றோடும் இந்த உலகத்தை வாழ்கின்ற பொழுது அற்பமான பொருட்களுக்கு எல்லாம் ஆசைப்படாமல் தனக்கு தேவைக்கேற்ப எதையும் அவர்கள் ஆசைப்படாமல் இந்த துணியாவை வெறுத்து வாழ்ந்ததன் காரணத்தால் அல்லாஹால மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் என்று வல்லா கல்லித்தருவார்கள் அல்லாஹாலின் திறமையை சொல்லி காட்டுவான் அலா இன்னா உண்மலாக நம்பிக்கையாளர்களே அல்லாவின் நல்ல நிச்சயமாக யாதரும் ஒரு பயமும் இருக்காது அச்சமும் இருக்காது அவர்கள் துன்யாவை மாட்டார்கள் என்பதை அவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டு பயந்து வாழ்வார்கள் என்று அவர்கள் தான் ஒரு உறுதியை கொள்வார்கள் இரவனை பயந்து வாழ வேண்டும் உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேத்தர்கள் அல்லா தலா தன் திறமையை சொல்லி முடித்து சொல்லிக்காட்டுவான் அல்லது இனாமலோ உட்கான அவர்கள் இறைவனை உண்மையாக உண்மையாக நம்பிக்கை கொண்டு பயந்து நடக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசிருக்கின்ற அல்லாஹாலா தன் திறமையில் சொல்லிக்காட்டியதாக அல்லாஹால திறமையில் சொல்லிக்காட்டுவான் ஆக அன்பிருப்பறி அல்லாஹ் நிறையார்களே நாமும் நல்லவர்களோடு வாழ்ந்து நல்லவர்களுடைய சுகபத்தை பெறக்கூடிய மக்களாக அல் ரஹ்மான் உங்களையும் இன்னையும் ஆக்கி அதுவானாங்க அவர்கள் என்னவெனெல்லாம் வாழ்க்கையில் ஆக்கி கொண்டார்களோ அதை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள அஹ்மன் அனைவரும் தந்துருவார்கள் வானம் காலமெல்லாம் பெருமானார் சல்லாஹன் மீது அதிகம் அதிகம் நேசம்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் மீது அதிகம் செலவா சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் பிரியம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மகமூத் சல்லல்லாஹலிஸ்மனுடைய ஜியாரத்திற்கு சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மக்கா சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஹும்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் முகமது சல்லல்லாஹம் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடிய மதினா முனபராக சென்று அவர்களுக்கும் மதி அவர்களுக்கும் அருஹாமின் என்று salam சொல்ல கூடிய பாக்கியத்தையும் salaawat சொல்ல கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் நம் அனைவிற்கும் தந்தல்வானாக இங்கு ஒன்று கூடிய தே பொன்ற நாளை சோண பொன்ஜோனே இம்பெருமான் அஷ்ருகுல் ஹல் குஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அர்ஹாமில் ஒன்று குற கூடிய नसीபனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா நம் அனைவிற்கும் தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைக்குத் தெரிந்து இன்றைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினருடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அர்ஹாமின் ஷபாத்தின் பெற கூடிய மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் உங்களையும் நிமமாக்கிடுவானாக வாஹிந்தாவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா